ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பீட்ரூட் கறி தான் இன்னெண்டு கருவாட்டு போட்டு பீட்ரூட் கறி வைக்கலாமென்று தான் செய்து காட்டப்புறேன் வாங்க செய்வேன் அதுக்கு நான் முதல் எங்களோட தோட்டத்து பீட்ரூட்டு எடுக்கிறேன் இதுதான் எங்களோட தோட்டம் அதில் நான் பீட்ரூட் பிடுங்குறேன் இது பார்த்தீங்களா சில பீட்ரூட் பேசாக இருக்குது சின்னணா இருக்குது நாங்கள் பக்கத்து பக்கத்தில் போட்டால் சின்ன நான் இருக்கும் கொஞ்சம் நாங்கள் இடைவழி விட்டு நாங்கள் பீட்ரூட் வ நடக்கல போட்டோம்னா கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு பீட்ரூட் எடுத்துருக்குறேன் இப்போ நான் அதான் சீவுரன் இதெல்லாம் மண் முதலே நாங்கள் வடிவா சீவை போட்டு தான் நான் கழுவுறேன் நான் அதெல்லாம் எல்லா நாளுக்கு அங்கே எடுத்து வடிவா சீவை போட்டு இப்போ ரெண்டு மூணு தண்ணியில் கழுுவனும் மண் இருக்கும் தோட்டத்து மண் வள கூட இருக்கும் வடிவாக கழுவி போட்டு வெட்டின மண்டா கழுவத்துல இப்போ கழுவி ஆச்சு இப்போ நான் வெட்டுறேன் இப்போ நாங்கள் எங்கட விருப்பத்துக்கு மாதிரி நாங்கள் வெட்டலாம் சின்ன நாக மெல்லி சாம்பட்டலாம் அல்லாது சில பேர் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கணும் சில பேருக்கு ஆகல் மெல்லிசாக இருக்கணும் பீட்ரூட்டில் நாங்கள் வர வரையும் செய்யலாம் நான் நான் இதில் கறி தான் செய்து காட்ட போகிறேன் இப்போ இவ்வளவு துண்டுவலாக இந்த சைஸ்லாம் வெட்டி போட்டெல்லாம் பீட்ரூட்டையும் அதுக்கு தேவையான அளவு பெரிய ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் நாங்கள் வெட்டணும் அதோட பீட்ரூட் இனிக்கு மண்டபடியாக நாங்கள் மிளகாய் நாலு அஞ்சு மிளகாய் போடலாம் கொஞ்சம் தூளும் நான் போடுறேனான் இப்போ நான் துண்டு கருவால் எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சுடுதண்ணியில் ஊறாவிடுறேன் ஊறாவிட்டா தான் இலகுவாயிருக்கும் சின்ன துண்டுகளாக பீச்சு எடுக்கும் போது இலகுவாயிருக்கும் அதோட இப்போ பார்த்தீங்கன்னா ஊற விட்டுட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு செரிஞ்சீரகம் மிளகாய் அதோட ரொட்டி வச்சுருந்தேன் வெங்காயம் நம் நாளைய தோட்டம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி ஒரு பொண்ணுறத்துக்கு வந்தோன்னே வட்டி வச்சிருந்தால் பீட்ரூட் அதையும் போட்டு சேர்த்து வதக்கணும் இப்போ பீட்ரூட்டும் வதங்கினோன்னா நாங்கள் தருவாடை வடிவா களி போட்டு சின்ன துண்டுகளாக வச்சு போட்டு இதோட சேர்க்கணும் தருவாட்டில் ஆகலும் உப்பு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் குறைவாக உப்பு போடலாம் அதோட மஞ்சள் தூள் அதோட தேவையான அளவு உரைப்புக்கேற்ற மாதிரி மிளகாச்சும் நான் ஒரு ஃபரண்டி தான் போடுறேன் உங்களுக்கு பீட்ரூட் கை இனிக்குமே தான் நீங்கள் ரெண்டு ஃபரண்டினும் போடலாம் உரைப்பு தேவையென்னா போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி சேர்த்து தண்ணி இருக்குமே அதோட இப்போ நாங்களும் கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விடணும் மூடி அவியை விடுவோம் அவங்க அப்புறாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் எங்களை வீட்டு தோட்டத்தான பீட்ரூட்னபடியே டக்கண்ட் அவங்கிடும் அவங்க அப்புறாக பால் தேவையான பாலை விட்டு நாங்கள் திரும்பவும் அவியை விடணும் மூடக்கூடாது பால் விட்ட அப்புறாக மூடினா திரை இரக வேணும் அதனால் நாங்கள் மூடாகவும் அதுக்கு பிறகு பத்து நிமிஷத்துக்கு பிறகு இறக்கலாம் இந்த ரெடி ஆகிட்டுது பீட்ரூட்டும் கருவாட்டு கறியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு போட்டுருக்கேக்கில் நீங்களும் இந்த எதத்தில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ கிளீப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க மறந்துட்டாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னமோ வீடியோ கிளிக் தான் சந்திப்பேன்